வன்னத்தி நை மாலவத்தி நை மால வல்ல மாலவியே வாங்க வங்க வட மேலமா பட்டி ரெயே வாட மேி கராகமி தனி பலமா பணி மாலை பூனியா மதிவி சுரவிட காதல் சொன்னே உயிர சித்திரம் மே வடையாது சொன்ன உயிர சித்திரம் மே வடைய து பார்த்தயிரமே பட கண்ணமே ஆரோ சித்தது பார்த்தயிரம் மேருவே கணி கொலை வேலன பிரிவாரின நடுவே தொலை செய்வது கண்டி எண்ணம் செய்தெரு நாற்பழியுமே சிலவே கணி கொலை வேணிவாதின் நடுவே தொலை செய்வது கண்டில் நெய்யம் என்னை செய்தெரும் நாற்பழியுமே செய்வது கண்டில் நெய்ஞ்சே என்னை செய்தெரு நா என்னை செய்தெருநா பழி நான் படி முன்ன பார்த்திய புலவ வண்ண தினை மாவைைழியாய புல வரிய வாங்க பிறகு பிறரு செய்த கழியே இருவடமே ரூபிக ராகிய புய வீரணி பல மாமணி மாலை பட்டிர துண்டிய வாங்க வட மே பால மணி பால பட்டி ரூ வேதி சுண்டிய வேக வாமதி